ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மேரி ஃபுட்ஸ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜவ்வரிசி உப்புமா தான் இது செய்கிறது ரொம்ப ஈஸியாக அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் ஜவ்வரிசியை மட்டும் நம்ம கொஞ்சம் ஊற வைக்கணும் அவ்வளோதான் அது கண்ணாடி ஜவ்வரிசி அப்படின்னா எட்டு மணி நேரம் ஊற வைக்கணும் மாவு ஜவ்வரிசியெல்லாம் ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணும் ஊற வச்சு எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா அடுப்பில் பாத்திரத்தை வச்சு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்து பருப்பு போடணும் படுத்துருப்ப புரிஞ்சதுக்கப்புறம் அதில் கருவேப்பிலை போடணும் புரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகா அதை கீரி போட்டுக்கோங்க அது எண்ணெயில் வதங்கட்டும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு வத்தல் இது வந்து வெள்ளையாக இருக்குமா உப்புமா அதனால கலராக இருந்தால் நல்லாயிருக்குல்ல சகப்பு கல்ல தொத்தலும் போட்டிருக்கேன் அது வந்து கொஞ்சம் காரமாகவும் இருக்கும் அதுக்காக அப்புறம் நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசி ஜவரிசி ஒன்று போல் சேர்ந்துடாமல் அதை நல்லா ஊற வச்சுட்டு நல்லா தண்ணி வடிகட்டி நம்ம கையால் அது சேர்ந்துருந்தால் நல்லா இருக்காது உது தூட்டுக்கிடறும் உது அதை நம்ம ஊற்றி இருக்கிற எண்ணெயிலையே வதக்கணும் நம்ம இதை வந்து ஏற்கனவே 8 மணி நேரம் ஊற வச்சதுனால சீக்கிரம் வெந்துடும் அது கண்ணாடி ஜவரிசியாக இருந்தால் மட்டுந்தான் அதை ஊற வைக்கணும் எட்டு மணி நேரம் அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த மாவு ஜவரிசின்னு சொல்லுவாங்களே அதுனால் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சா போதும் இதையும் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்குங்க வதக்குனதுக்கப்புறம் அது கொஞ்சம் ரொம்ப தனித்தனியாக இருந்தால் நல்லாயிருக்கு அதில் அதனால் கொஞ்சமாக சேர்ந்து வர்றதுக்காக ஒரு ஸ்பூன் அரிசி மாவு அரிசி மாவு போட்டுட்டு அரிசி மாவு போட்டதுக்கப்புறம் அடுப்பை ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க ஏன்னா அரிசி மாவு போட்டதுனால அது சட்டியில் அடி பிடிக்கும் தீய மித மிதமாக வச்சுட்டு அது நல்லா கிண்டுங்க கிண்டிட்டு இது சாப்பிட்ற அப்படியே வெந் ம மசித்து நல்லா வெந்திருக்கும் ஏன்னா நம்ம ஊற வச்சதுனால சீக்கிரம் வெந்துடும் இது மேலே ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் துருவள் போட்டுக்கோங்க தேங்காய் துருவாளும் போட்டு அந்த தேங்காய் துருவாள் எல்லா இடத்துலேயும் பழகிற அளவுக்கு கிண்டி விட்டுக்கலாம் கிண்டி விட்டுட்டு இதில் வந்து நம்ம தேவைன்னா எலுமிச்சம்பளம் சாறு போட்டுக்கலாம் இது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு ரொம்ப கம்மியாக போடுங்க ஜபரிசியில் நிறைய உப்பு பிடிக்காது அதனால உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க அடுப்பை அணைச்சிட்டு அதுக்கப்புறம்தான் எலும்புச்சம்பழம் சாறு ஒரு ஸ்பூன் ஊற்றணும் நிறைய ஊற்றினா புளிப்பாயிரும் அதனால ஒரு ஸ்பூன் மட்டும் இது ஆப்ஷனல் தான் தேவை இல்லைன்னா கூட நீங்கள் ஊற்ற வேண்டாம் அந்த புளிப்பு சுவை ரொம்ப பிடிக்கும் அதனால கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஊற்றினாலே போதும் ஊற்றி அடுப்பை அணைச்சிட்டு தான் உங்க ஊற்றணும் நம்மளோட ஜவ்வரிசி உப்புமா தயார் இந்த ஜவ்வரிசி உப்புமா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மேரீஸ் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க பா